என்னோட ஆன்மீக முன்னேற்றத்தை நான் எப்படிங்க கணக்கு பண்ணுறது நான் எப்படி நல்ல நிலை அடைஞ்சிருக்கேன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் என்னோடய வளர்ச்சி எப்படி ஆன்மீகத்தில் தான் சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க வர்றதுக்கு பயப்படுறாங்க பொ நான் வாழ்ந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நின்றுக்கு தள்ளி விட்டுரும் அப்புறம் அதை அகங்காரத்தை கிரியேட் பண்ணுவோம் அகங்காரத்தை கிரியேட் பண்ணும்போது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா என்னோடய மானசீக குருநாதர் வந்து தேனிசுவாமிகள் வந்து அவரோட விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு வந்து அவரே வந்து உணத்துகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அவர் உருவமாக இருக்கும்போது நம்ம பார்த்தது இல்லையா அவரோட ஆசிரமம் அதுதான் போயிருக்கேன் ஸோ நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சேன்னு பட் உங்கள் மூலமாக எனக்கு அது வந்து ரொம்ப நிறைவேறினதாக நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த சும்மா இரு எது அது எல்லாமே தானாக நடக்குது அது செய்யுது அப்படிங்கிறது செத்தவனை போல இரு எல்லா விஷயமும் வந்து நீங்கள் எனக்கு வந்து அதை நான் என்னோட வளர்ச்சி எப்படி ஆன்மீகத்தை நான் தெரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு சில பேர் கேக்குறீங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் எந்த நிலையில இருக்கின்ற நிலை தெரியாமல் உச்சகட்ட நிலை உச்சகட்ட ஞான நிலை ஏன்னா ஆன்மீகம் என்பதே என்ன தன்னை அழித்துக் கொள்வதுதான் தன்னை அழித்து கொள்வது உடலை அழித்துக் கொள்வது இல்லை தான் என்ற அகங்காரத்தை அழித்துக் கொண்டு ஆன்மாவில் பயணப்படுவதுதான் ஆன்மீகம் அப்படி இருக்கிறப்ப நான் இந்த நிலையில இருக்குன்னு உங்க மைண்ட் ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா அது ஒரு பதிவாக பதியும் பதிவாக பதியும்போது அது அகங்காரத்தை கிரியேட் பண்ணும் அப்ப அது எப்படி உச்சகட்ட நிலையா இருக்க முடியும் ஒன்று மற்ற நிலைக்கு செல்வதுதான் ஆன்மீகம் இதை ஒரு கோட்ல சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி கெட்டிங் இன் டு பட் டோன்ட்ரி அப்படின்னா என்ன ஆன்மீகம் என்பது நெருப்பில் படுத்து உருளுவதை போன்றது நெருப்பில் பயணம் செய்வதை போன்றது ஆனால் இந்த நெருப்பை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் காரணம் என்னவென்றால் இந்த நெருப்பு உங்களை அழிக்காது ஆனால் எதெல்லாம் நீங்கள் இல்லையோ வார்த்தை எதெல்லாம் நீங்க இல்லையோ அதை எல்லாவற்றையும் சுட்டு பொசுக்கிவிடும் உறுதறியாமல் அழைச்சிரும் அப்ப எது மிஞ்சோம் பொய்யல்லாம் அழிஞ்சு மாய எல்லாம் போய் எது உண்மையோ எது பிரகாசமானதோ எது மெய்ப்பொருளோ எது பரம்பொருளோ அது மட்டும்தான் மிஞ்சோம் அப்ப அதனாலதான் பல பேர் இந்த மாயையே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்க பொய்யை பிடிச்சிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு வேண்டவே வேண்டாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நின்னு ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பிறவி என்பது பெருங்கடல் இதை நீங்க நீந்தித்தான் அவங்க ஈஸியா இருக்குன்றக்காக நீங்க கம்ஃபர்ட் லைஃப்ல வாழ்றீங்கன்னா அடுத்தடுத்த பிறவிகள் இன்னும் மோசமாக இருக்கும் என்று சொல்கிறார் ல உயர்ந்த நிலையில இருக்கீக்கா சக்திகள் கிடைத்தாலும் பிரபஞ்ச பேராடல் குணமானாலும் நீங்கள் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அது எல்லாமே மாயை இதற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நீங்க பாட்டுக்கு அப்படியே மனித நிலையிலேயே வாழணும் ஆனா உங்களுடைய தன்மை தேவையில்லாத பிரச்சனைகளை அது கொண்டு வந்து நிறைய பேர்த்து நான் பாக்கிறேன் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்ல நிலை அடைந்தவர்கள் நிறைய பேர் பாக்குறேன் தவ பயிற்சி பண்ணி ஞான தெளிவு வந்தவங்களையும் ஆனா குணம் இல்லாமல் கருணை இல்லாதனால நான் கத்துக்கிட்டதை நீ எப்படி பேசலாம் நீ என்கிட்ட இருந்தா திருடி பேசுற அப்படின்னு சொல்றாங்க அவங்கள இது வரைக்கும் லைஃப்ல நான் சந்திச்சதே கிடையாது அது வேற மேட்ரு ஆனா அவங்க பேசுற பில்டப் அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா பவர் என்பது மேட்ரு கிடையாது பக்குவம் தான் எந்த பக்குவம் மேட்ரு உண்மையை உணர்ந்து விட்டால் எல்லோரும் ஒரே விஷயத்தை கொஞ்சம் பயிற்சியில உச்சகட்ட நிலைக்கு போனாலும் சாடுறாங்க குற்றம் நீ பண்ணது குற்றம் சொல்லும் போது பிளேம் பண்ணாவே தோந்துட்டீங்களே அந்த இடத்துல ஆன்மீகம் என்பது என்ன ஒன்று மற்ற நிலை சுத்த பெருவெளி வெட்டவெளி அந்த இடத்துல எப்படி எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சாதுவாக பயணம் செய்வதுதான் உச்சகட்ட நிலை அதை அதாவது திருமூலர் சொல்றாரு அகங்காரம் எப்படி பேசணும் ஒருத்தன் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இறைவன் உனக்கு அந்த அருளாசியில வளையிருக்கிறார்ப்பா எம் மூலியமா அது உனக்கு தெரிஞ்சதே அது மிகப்பெரிய விஷயம் நீயாவது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருன்றதான் உயர்ந்த பக்கம் அவரை பாக்கல அது வேற இருந்தாலும் உச்சகட்ட பக்குவம் என்பது என்ன அதுதான் உச்சகட்ட பக்குவம் அதுதானே ஆன்மீகம் அனைத்தையும் ஒன்றாக பார்ப்பது ஒன்னஸாக பார்ப்பது தான் ஆன்மீகம் அதை விட்டு புட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் நான் அப்படித்தான் இருப்பேன் நான் கத்துக்கிட்டது எல்லாரும் திருடி பேசுறேன் என்பது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும் இதனாலதான் ஞான நிலை அடைந்தவர்களும் கூட அந்த அகங்காரத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு நான் தான் கண்டுபிடிச்ச அந்த அந்த ஒரு அந்த ஒரு எம்ப்ளம் நான் தான் அப்படின்ற அந்த தன்மை வரும்போது அந்த குணத்தை இழக்கிறார்கள் அங்கே அவங்க அவுட் ஆகிறாங்க அடுத்த கட்டம் அவங்களால போகவே முடியாது அப்ப என்ன தான் முக்கியம் பவர் மேட்ரு கிடையாது கத்தின்றதுதான் பவர் பத் கத்தியை வச்சு கழுத்த இருக்கிறோமா காய்கறி இருக்கிறோமான்றது ஞானம் அந்த குணம்தான விஷயம் அந்த தெளிவுதான விஷயம் அப்படி இருக்கும் போது ஆன்மீக முன்னேற்றம் நீங்க அடைறீங்கன்னா உங்களுக்கு தெரியவே கூட உள் வளர்ச்சி எவ்வளவு வளர்ந்துருக்கீங்களுக்கு தெரியவே கூட அப்படியே பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் வேலை பயிற்சி செய்வது மட்டுமே அது சரியையா இருக்கலாம் கிரியையா இருக்கலாம் கர்மயோகமா இருக்கலாம் யோக இருக்கலாம் ஞான இருக்கலாம் உங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணிருக்காங்களோ அந்த உபதேசத்தில் பயணம் செய்வது மட்டும்தான் உத்தமே தவிர மற்றபடி நீங்கள் நான் எந்த நிலையில இருக்கிறேன்ற போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு டேஞ்சர் அந்த தன்மைக்கு போகவே போகாது நூறு சதவீத நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க ரிசல்ட் எதிர்பார்க்காம பயணம் பண்ணுங்க ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்மீகம் வராது நீங்க நிச்சயமாக அடுத்த கட்டம் செல்ல முடியாது எவ்வளோ பவர்ஸ் வந்தாலும் சரி எவ்வளோ தெளிவு வந்தாலும் சரி மனித நிலையிலேயே இருங்கள் கிரவுண்டடாகவே இருங்க டவுன் டு எர்த்தாக இருங்க ஹம்பிள்டா இருங்க அந்த தன்மையில் இருக்கும் போதும் இன்னும் உள் வளர்ச்சி போகும் இன்னும் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அரிய வகை பொக்கிஷங்கள் மிராக்கல்ஸ் தான் உங்கள் லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் ஸோ ஆன்மீக வளர்ச்சியை பற்றி கவலையப்படாதீங்க பயிற்சி மட்டும் செய்யுங்க ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா பலனை எதிர்பார்ப்பவன் வளர்ச்சியின் அளவீடை கணக்கிடணும்னு நினைக்கிறவனுக்கு உச்சக்கட்டனிலே நிச்சயமாக போக முடியாது இருக்கிற இடத்துல நான் கரெக்டாக இருக்கிறேன் என் வேலை பயிற்சி பண்ணுறது மட்டும்தான் இருக்கிறவனுக்கு நிச்சயமாக அடுத்த கட்டம் உயர்ந்த கட்டங்கள் தானாகவே அவனுக்கு கிடைக்கும் தான் ரகசியம் நன்றி வணக்கம்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 கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கும்புரம் ஃபவுண்டேஷனுக்கு நண்படியாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும் இன்னும் பல உயிர்கள்